இந்த பாட்டும் ஷேர் பண்ணிவிதா திரு திருமண கொண்ட திரு முருகா திரு மருச்சா திருத்தனி மலவீர திருமண குண்ட திரு முருகா बेदुवर तुलबई मनति से वेडना की बेदुवर तुलबई मनति से புல வை மனிச்ச வேடலாக வேலன்காட்சி தந்த திரு முருகா திருபரு திருத்தனி மலிமே திருமண ஆலும்பி நரு பலமயுலூரி அருங்க பலு மேரு கலமலும் சுத்தி அருங்க அவலுமே நறு கோலமயிரே மூல ஓ சுற்றி வரும் இடத்து அண்ணங்கன்னி பெற்ற பண்ணி பட கண்ட பழதி ஆ ta